தண்ணீர் ஆவியாகுதலை குழந்தை தானாக பார்த்து கற்றுக்கொள்ளலாம் ஒரு தட்டில் சிறிது தண்ணீர் ஊற்றி சூரிய ஒளியில் வைக்க நீங்கள் அவர்களுக்கு உதவலாம் பிறகு தட்டை கவனித்தால் தட்டில் இருந்த தண்ணீர் மறைந்துவிட்டதை அவர்கள் பார்க்கலாம் தண்ணீர் எங்கே சென்றது என்பதை பற்றி நீங்கள் விளக்கலாம் தண்ணீர் காய்ந்ததும் காற்றில் கலந்துவிட்டது இதற்கு பெயர் ஆவியாகுதல் என்று நீங்கள் விளக்கலாம் பிறகு தண்ணீர் மேலே வானத்தில் சென்று மேகத்துடன் கலந்துவிடும் இந்த பயிற்சி ஆவியாகுதலை பற்றி குழந்தை புரிந்து கொள்ள உதவும்